ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமகை கயமுட்டர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் டிஷ்யூ பார்டர் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சரியாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சரியே நம்ம மங்களகரமாக பார்க்குறோம் எல்லோ வித் ராணி பிங்க் காம்பினேஷனில்ங்க பழுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க் பாடி எல்லோ கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் வந்து த்ரெட் அண்டு கோல்டன் ஜெரி ரெண்டுலையுமே ஒர்க் பண்ணியிருக்குங்க பல்லூல வரக்கூடியது கோல்டன் ஜரி இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸுங்க இந்த சாரீஸ்ரைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்றுலிங்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே இது வந்து டபுள் ஒர்க் சாரீங்க சூப்பரான குவாலிட்டிங்க வெயிட்டும் அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாமே ஹேண்ட்லூன் பியூர் சில்க் சாரீங்க கம்மிங் வித் silk மார்க் certified செகண்ட் சாரி நம்ம பார்க்குறோம் பழுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூ பாடி பிங்க் கலருங்க டார்க் பிங்க்கில் வருங்க பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் golden சரீ and ரெட் த்ரெட் இந்த ரெண்டுமே மீங்களாகி வந்திருக்குங்க blouse வந்து ப்ளைன் அண்டு கான்ட்ராஸ்டாக தாங்க இருக்கும் ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீ கூட நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுங்க இதுவே ப்ரீபேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குற பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர் பாடி ராயல் ப்ளூ கலர் டாப் அண்ட் பாட்டம் டிஷ்யூ பர்டர் வந்துருங்க அதுவுமே கோல்டு சரி தாங்க ஜரிங்கிறது டெஸ்ட் ஜரிங்க இந்த சாரியுடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இருக்குங்க இன்க்ளூடிங் பிளவுஸ் வித் ஆஃப் த சாரி அகலம் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக தாங்க இருக்கும் பிளவுஸுடைய லென்த்து செவன்ட்டி சென்டிமீட்டர் அகலம் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த லென்த்தே வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே கரெக்டாக இருக்குங்க ஏன்னா சேரீயுடைய அகலம் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளவுஸுடைய அகலம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த செவன்ட்டி சென்டிமீட்டர் லென்த்துங்கிறதே போதுமானதாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது பளு அண்ட் பிளவுஸ் கலர் பாடி ராயல் ப்ளூ கலர் இதில் வரக்கூடிய புட்டா கோல்டுசரி அண்ட் த்ரெட் ஒர்க் ரெண்டுமே வந்துருக்குங்க புட்டாஸ் வந்து ஆல் ஓவர் பாடி இருக்குதுங்க உள் சுற்றில் மட்டும் இருக்காது ஸோ அதனால தான் நாங்கள் பாடி ஃபுல்லாகவுமே ஸாரி ஃபுல்லாக காட்டுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெட் கலர் பாடி ரெட் கலர் பலூன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூங்க ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க இந்த சாரீ கூட ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் உங்களுக்கு கிடைக்குங்க கேஷ் Delivery டெலிவரி அவைலபுளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோங்க இந்தியா போஸ்ட் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை இந்த சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ மட்டுமே கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண தென் சாரி பார்சல் வரும்போது நீங்கள் சாரியுடைய அமௌண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் கேஷ்ஷாக இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான சாரீங்க இது வந்து ஆரஞ்ச் கலர் ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரீ டபுள் வார்ப்பு அரவாட்டம் புட்டாங்க புட்டா வந்து அரவாட்டம்ல இருக்கும் சூப்பராக இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு சரிங்க டெஸ்டு சரீ ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க ஸோ சில்க் மார்க் டேக் வந்து நாங்கள் மேக்ஸிமம் எங்க அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறத எங்களுடைய பேக்கிங்லேயே சொல்லியிருப்போம் இருந்தாலும் இந்த சேரீலேயும் நான் சொல்லிடுறேங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியணும் நிறைய பேர்த்துக்கு ஓப்பன் பண்ணும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ இது வந்து பிளவுஸ் பாட் பிளவுஸ் பாட்டில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த டேக் அட்டாச் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து முன்னாடியோ அல்லது இந்த கீழே பாட்டில் டிஷ்யூ பாட்டில் பின் பண்ணுறது விரும்புகிறது இல்லைங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிளவுஸ் பாட்டில் அட்டாச் பண்ணுறோங்க ஸோ நீங்கள் சாரீ பார்சல் பிரிக்கும் போது ப்ளவுஸ் பாட்டில் உங்களுக்கு அந்த சில்க் மார்க் டேகு இருக்குங்க இப்போ பார்க்குறது பலுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் பாடி ராயல் ப்ளூங்க பாடியில் வரக்கூடிய புட்டா சரி அண்ட் த்ரெட்டு ரெண்டு ஒர்க்குமே பண்ணியிருக்குங்க வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இப்ப இதில் பிடிச்ச சேரீ நீங்கள் கேட்கும் போது இல்லை அப்படின்னா வருத்தப்பட வேண்டாங்க ஃப்யூச்சரில் இந்த சாரீஸ் எல்லாமே ரன்னிங் சேரீ தாங்க வந்துகிட்டே தான் இருக்கும் நாங்களும் டிஸ்பிளே பண்ணிகிட்டே தான் இருப்போம் இப்போ மிஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரீ கிடைக்குங்க இப்போ பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா பாடி பாட்டில் கிரீன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது பிக்சர் அனுப்பி புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அவைலபிளான்னு கேட்க வேண்டாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அட் அ டைமில் நமக்கு மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ்டி மெசேஜஸ் ஈவன் ஹண்ட்ரட் மெசேஜஸ்க்கு மேலே வருங்க அப்படி வரும்போது நான் ஒவ்வொரு மெசேஜாக ரீட் பண்ணிகிட்டே போகணும் இல்லைங்களா ஸோ அப்போ உங்கள் மெசேஜ் நான் பார்க்கும்போது அவைலபிளான்னு கேட்டிருப்பீங்க அப்போ அந்த இடத்துல யாருமே புக் பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ நான் அவைலபுள்னு சொல்லுவேன் சொல்லிவிட்டு நான் அடுத்த ஒரு மெசேஜ் ரீட் பண்ணணும் உங்கள் மெசேஜ்லேயே என்னால் இருக்க முடியாது இல்லைங்களா ஏன்னால் நிறைய மெசேஜஸ் இருக்குது ரீட் பண்ணணும் அப்படிங்கும்போது இன்னொரு கஸ்டமருடைய மெசேஜ் நான் பார்க்கும்போது அவங்க அதே சரி புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கண்ணா ஆப்வியஸ்லி நான் அவங்களுக்கு தான் புக் பண்ண முடியுங்க உங்களுக்கு புக் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லலை அவைலபிள்னு கேட்கும்போது அவைலபிள் கேட்குற எல்லாருமே வாங்கறது இல்லைங்க அதனால தாங்க இப்போ பார்க்கறது பழு அண்ட் ப்ளவுஸ் ராணி பிங்க் பாடி வைலட் கலருங்க டார்க் வயலட்டாக இருக்கும் இது வந்து ப்ளூ கலர் ப்ளூ வித் மெஜந்தா காம்பினேஷன் பல்லுவன் பிளவுஸ் மெஜந்தா பாடி ப்ளூ கலர் ப்ளவுஸ் சப்போஸ் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த சாரீ வந்து புக் பண்ண சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிப்ளை வரும்னா for you, account pay or phone pay or COD, அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்போங்க இல்லை உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வந்து ப்ளீஸ் வெயிட் செல்யூ தவைலபிலிட்டி இல்லைனா அனதர் கஸ்டமர் புக்குடு அப்படிங்கிற ஒரு ரிப்ளை வருங்க ஸோ அனதர் கஸ்டமர் புக்குடு அப்படின்னா இன்னொரு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அந்த கஸ்டமர் வந்து பே பண்ணி வாங்கிட்டாங்க அந்த சாரி வந்து சோல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மீனிங் இல்லைங்க ஏன்னால் புக் பண்ணுற பத்து பேர் புக் பண்ணுறாங்க அப்படின்னா பத்து பேருமே வாங்குறது இல்லைங்க அதில் ஒரு ஆறு பேர் தான் வாங்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த அவைலபிலிட்டிக்காக கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணி கூட கேட்டுக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர் வந்து டார்க்கு வயலட்டில் இருக்குங்க கலர் வந்து எக்ஸாக்டான தெரில பட் டார்க்கு ஷேடில் இருக்கும் பலுவன் ப்ளவுஸ் வந்து ரெட் கலருங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ரிப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் அப்ரோச் பண்ணுறீங்க அது எங்களுக்கு புரியுது பட் ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் எங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நீங்கள் பார்க்குற ப்ளவுஸ் அண்ட் பல்லு ராயல் ப்ளூ பாடி ரெட் கலருங்க நீங்கள் கண்டினியூஸாக அடுத்தடுத்து மெசேஜ் நீங்கள் பண்ணும்போது தான் எங்களுக்கு உங்களுக்காக ஈஸியாக புக் பண்ணுறதுக்கு முடியுங்க உங்கள்கிட்டருந்து ரிப்ளை வரலை அப்படின்னா நாங்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா ஓ சேரி வேண்டாம் போல தெரியாமல் புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தாங்க எங்களுக்கு நினைக்க தோணும் ஸோ அப்போது ஆப்வியஸ் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு புக் பண்ணியிருக்கிறத ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணுவாங்க எல்லா சேரீயுமே ஓப்பன் பண்ணி காட்டிட்டோம் இப்போ வந்து நான் டிஸ்பிளே பண்ணிடுறேங்க இந்த ஒவ்வொரு சேரீ கூடையும் சில்க் மார்க் டேக் கண்டிப்பாக வந்துடுங்க